தடி மாடு மேத்துல போய் உட்காந்துருக்கமா இருக்கி தடவை அன்பா பேசி பாது இதே மாதிரி இன்னொரு தடவை அந்த மரத்து மேல செலன்னு உட்காந்து போனேன் வெளியில வச்சுரு தக்காளி அழிவு போன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒரு கிலோ தக்காளி நூத்தி அறுபது ரூபா தெரியுமா பவுனு வெலை விக்குது ஒழுங்கு மரியாதையாவுக்கு ஆஸ்தி நீதானா அப்ப நாங்க என்ன தவிட்டு தான் வாங்கணும் இருட்டி ஒன்னு ஏதாவது பண்ணணுமே என்ன பண்றது ஆ இருட்டி இன்னைக்கு இருக்கட்டி உனக்கு என்னடி பாட்டெல்லாம் பலமாக இருக்கு ஏன் நான் பாட்டதுனால மேடத்துக்கு ஏதாவது வாய் வலிக்கிறேன் ஈ என்னடி முகமெல்லாம் இப்படி இருக்கு கருத்து போயிருக்கு நானும் இப்போதான் பார்க்கறேன் ஐயோ விட்டுறாதடி ஃபேஷியல் ஏதாவது பண்ணடி ரொம்ப கருத்து போயிருக்கு என்னடி சொல்றேன் ஏன் உடனே கவனிச்சிடும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக போயிடும் ஃபேஸு என்னடி இப்படி பயமுத்துறேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அந்த தக்காளி எடுத்துலாம் கண்டாடி தக்காளியா கரெக்டாக நான் வந்து சிக்கிறேன் இன்னைக்கு இருக்குன்னு உனக்கு தீபாவளி எப்படி உனக்கு முகத்துல போறதுக்கு தக்காளி கேக்குதாடி நீ தான் எனக்கு தெரியாதா இது நல்லா இருக்கட்டி நீ தப்பு செஞ்சுட்டு என்னையடி வாங்க வைக்க போய் சொல்றியா டி உடம்பு பேரப்ப நல்லா இரு